வணக்கம் வெல்கம் டு பைபிள் உலகம் நாம் இந்த வீடியோவில் இரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ காட் பிளஸ்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புலம்பல் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது இதுக்கு வந்து விடை வந்து ஐந்து அதிகாரங்கள் உள்ளது புலம்பல் புஸ்தகத்தின் ஆசிரியர் யார் விடை எரேமியா யார் கப்பம் கட்டுகிறவள் ஆனால் விடை எருசலேம் யார் சிறைப்பட்டு போனார்கள் விடை யூதா ஜனங்கள் அடுத்த கேள்வி எந்த வழிகள் புலம்புகிறது விடை சியோனுக்குப் போகிற வழிகள் புலம்புகிறது பகைஞர் எதை குறித்து பரிகாசம் பண்ணினார்கள் விடை ஓய்வு நாளை குறித்து பரிகாசம் பண்ணினார்கள் ஆண்டவர் யூதா குமாரத்தியாகிய கண்ணிகையை எப்படி மிதித்தார் விடை திராட்சப்பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல யூதா குமாரத்தியாகிய கண்ணிகையை ஆண்டவர் மிதித்தார் யாரைத் தேற்றுவார் ஒருவரும் இல்லை விடை சியோனை நீதிபரர் யார் விடை கர்த்தர் நீதிபரர் யாருடைய மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார் விடை இஸ்ரவேல் ஆண்டவர் அக்கிரிஜுவாலை போல யாருக்கு விரோதமாக எரிந்தார் விடை யாக்கோபு ஆண்டவர் எதை அழித்து போட்டார் விடை கண்ணுக்கு இன்பமானதை பகைவனைப் போல ஆனது யார் விடை ஆண்டவர் யாருடைய மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மெளனமாய் இருக்கிறார்கள் விடை சியோன் குமாரத்தியின் மூப்பர்கள் யார் தலையை கவிழ்ந்து தரையை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் விடை எருசலேமின் கண்ணியர் ஆண்டவரின் சமூகத்திலே எதை தண்ணீரை போல ஊற்ற வேண்டும் விடை இருதயத்தை நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது எதினால் விடை கர்த்தருடைய கிருபையினால் எதற்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் விடை கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும் விடை கர்த்தரடத்தில் திரும்பவேண்டும் வேண்டும் யார் உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமானவர்கள் விடை நசரேயர் யாருடைய கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தது விடை இரக்கமுள்ள ஸ்திரிகளின் கைகள் எதை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் விடை தண்ணீர் யாருடைய முகங்கள் மதிக்கப்படவில்லை விடை முதியோரின் முகங்கள் எதின்மேல் நரிகள் ஓடி திரிகின்றது விடை சியோன் மலைமீது எதைப்போல எங்கள் நாட்களை புதியவைகளாய் ஆக்கும் விடை பூர்வ காலத்தில் இருந்தது போல இந்த வீடியோவில் வந்து மொத்தம் இருபத்தஞ்சி கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகள் விடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ண முடியாம நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ்யூ ஃப்ரம் பைபிள் உலகம்